திரை நல்லவேளடா கிளாஸ்ல சಾಟ மாட்டேபாடா வெல்ல எடுத்ததனால தப்பிச்சிட்டonda கேண்டாபா இப்டியே எத்தனை நாள்டா தப்பிக்க போறீங்க ரெண்டு மூணு வருஷமா ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியல ஒழுங்கா நீங்க படிக்கிற மாதிரி ஏதும் தெரியல ஆனா இந்த வருஷம் நீங்க தப்பிக்க முடியாது எக்ஸாம் எல்லாம் நேரேடி தான் இது ஸ்கூல் Arrange செட்டாங்கல்ல இன்னமே எப்படி தப்பிப்பீங்க முளிக்கிற முளிய பாருங்க சார் திருதிரு네 நம்ம எல்லாம் அந்த காலகட்டல ஏப்பு கப்பத்து படிச்சான். மழைக்கு லீவு கூட 1 2 நாளா தான் கிடைக்கும். இவனுக்கு வருஷம் முழுக்க கிடைக்குது. இன்னமும் பதல்ல தப்பிச்சுட்டே கிபிச்சிட்டே. பேச்ச பாத்தீங்களா இதولக்கு படிக்கிற இன்ட்ரஸ்ட் இருந்ததா இல்ல இதுகெல்லாம். இந்த வருஷம் எக்ஸாம் கட்டாய நேரேடியா தான் சர்ல போவாங்க. எப்படி தப்பிக்கறானோன்னு பாப்போம். டேய் இவங்க சொல்லு 뭐தே எனக்கு மயக்கமா வருதுடா. அங்கிள் எல்லாரும் ஆப்டர்மார் まで யாராவது வந்துங்க காப்பட வருவாங்கன்னே அதே மாதிரி எங்களுக்கும் இந்த ஊர்ல நம்ம காப்பட வருவாங்க. அவனுக்கும் அந்த எக்ஸாம் நடக்கண்டா. அவன் இன்னைக்குமே எக்ஸாமோ டெஸ்டோ எல்லாம் மாட்டான் சார். அவவன் தான் நம்ம தான் சார் டெஸ்ட் எடுக்கணும். அப்படி யாரா அவன்? அவன் உலகம் தாண்டி உயரும்